அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கோம் நெய் எடுத்து வச்சுருக்கோம் ஆயில் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தலை புதினா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சிக்கன் ஆஃப் கேஜி அரிசியும் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் தயிர் ஒரு கப் லெமன் வந்து ஒன்று சிக்கனில் வந்துட்டு மிளகாய் தூள் உப்பு தயிர் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம் அது ஊறிட்டுருக்கட்டும் நம்ம வந்து அரிசியையும் வந்துட்டு ஊற வச்சிடலாம் குக்கரை அடுப்பில் வச்சு நான் வந்து நூறு கிராம் ஆயில் சேர்த்துக்கிறேன் டூ டேபிள் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன் அந்த ஆயில் நெய் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் அதாவது ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் பூ பாசியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கணும் நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வதங்கின பிறகு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆறு பச்சை அந்த பச்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு குளிக்கரண்டி போடுறேன் நான் குட்டி குளிக்கரங்கில் ரெண்டு போடுறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்தது நம்ம பிரியாணி மசாலா வந்து வறுத்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த மசாலாவே இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஊற வச்சிருக்கோம்ல அதையும் எடுத்து அதில் கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் தண்ணி விடும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி எடுக்கணும் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அந்த பிரியாணிக்கு தேவையான அளவு ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கை இப்படி ஒரு கை புதினா அதையும் சேர்த்து நல்லா நம்ம கிளரி விட்டுக்கலாம் அந்த தண்ணியாக நல்லா வத்தின பிறகு எண்ணெய் பிரிஞ்சுட்டு வரையில் நம்ம வந்து அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விஷல் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துட்டுருக்கு முக்கால் பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அந்த சிக்கன் வேக வச்ச வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதோட நம்ம வாட்ரு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் ஃபஸ்ட்டு சிக்கனில் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே தயிர் அரை கப் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஒரு லெமன் நம்ம புழிஞ்சி வச்சுருக்கோம் அந்த லெமனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு சிக்கன் வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி குய்ச்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி கிளறி மூடி வச்சிருங்க இடையில இடையில கிளறி இல்லைனா அடி பிடிச்சிரும் கிளறி விட்டு மூடி வச்சோம்னாக்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும் நம்ம எடுத்து திறந்து நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கிளறி விட்டு தம் போட்டுடலாம் ஒரு மூடி எடுத்து அதில் மூடி வெயிட்டான பொருள் இருந்துச்சுன்னா அதை வச்சு பத்து நிமிஷம் சின் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு சின் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சா நம்மளோடைய சிக்கன் பிரியாணி ரெடி இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்